நீங்க புது நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரியான ஸ்டேட்டஸை உருவாக்க நம்மளுக்கு ரெண்டு வகையான ஆப் தேவைப்படுது ஒன்று வந்து ஃபின்ஸு இன்னொன்று வந்து கெயின் மாஸ்டர் நம்ம முதல்ல ஃபின்ஸில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான இமேஜை நம்ம எடிட் பண்ணி கொண்டு வரலாம் அதன் பிறகு நம்ம கெயின் மாஸ்டரில் எடிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க இதை ஓப்பன் பண்ணால் இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் ஸ்டார்டின் கொடுத்துக்குங்க ஸ்டார்ட்டின் கொடுத்த பிறகு இது கொஞ்சம் லோடாக கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இமேஜ் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே நெஸ்ட்ன்னு கொடுத்து டிஸ்பிளேல எப்படி காட்டுது இதே மாதிரி தான் காட்டும் இப்போ நீங்க கீழே பாருங்க இதுல சேஃபுன்னு இருக்கும் இதுல உங்களுக்கு என்ன வகையான சேஃப் தேவையோ நீங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சேஃப் எடுக்க போறோம் அப்படின்னா ரெக்டாங்கல் சேஃப் எடுக்க போறோம் அதனால இதுல ரெக்டாங்கல் கொடுங்க ரெக்டாங்கல்ல கொடுத்து இதுல பாருங்க ஒன் இஸ்ட் ஒன்னு இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணுங்க ரைட் ஆப்ஷன் கொடுத்துங்க ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மேல பாருங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணி மேலே ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீன்ட்டு இருக்கலாம் நீங்கள் அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைசா அதனால் நீங்கள் மேலே ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ இருக்குது அது கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பிறகு நீங்கள் வந்து பேக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்குங்க ஓகேங்களா பேக் வந்த பிறகு இப்போ நம்ம வந்து கேன்மா ஸ்டாப்புக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் கேண்ட் மாஸ்டரில் போயிட்டு இதில் கிரேட் நியூ இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஹஸ்பெக்ட் ரேசியோ இல்லை நாலிஸ்ட் அஞ்சுன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் வந்து இடது சைடில் மேலே பாருங்க இமேஜ் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு கலர் பேக்ரவுண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு மேலே பாருங்க ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதனால ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போறீங்களோ அந்தளவுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்டு ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம ஃபின்ஸுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் அதை இதில் ஆட் பண்ண போகிறோம் ஃபின்ஸ்ங்கிற நேம்ல சேவாயிருக்கும் நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய் ஆரோடு கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் பெருசாக வச்ச பிறகு நீங்க அதன் மேலே ஒருத்தர் அந்த ஒருத்தர் கிளிக் பண்ணி வீடியோ எடுத்து பண்ணிவிடுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் இப்போ நீங்க வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு மேல டிகாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இடத்து பக்கத்தில் பாருங்க கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க இந்த போட்டோவை ஒரு ஃபைவ் செகண்ட் நகர்த்துங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நகர்த்திக்கிட்டு மேலே பாருங்க பிளஸ் இருக்கும் நீங்கள் அதாவது வளர் சேரி பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கு அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு இருந்த போட்டோவை நீங்கள் வளர்ச்சி கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க மூவ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த போட்டோவை ஒரு 5 செகண்ட் ஆட் படுவீங்க 10 செகண்ட்ல வைங்க 10 செகண்ட்ல வச்சிக்கிட்டு மறுபடியும் நீங்க பிளஸ் கொடுத்துட்டு இந்த போட்டோவை நீங்க இடது பக்கமா நகர்த்துங்க ஓகேங்களா நகத்துன பிறகு மறுபடியும் ஒரு 5 செகண்ட் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு ஒரு 15 ல வைங்க 15 ல வச்சு மறுபடியும் நீங்க பிளஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்க மேல பாக்க நகர்த்துங்க மேலமாக நகத்துன பிறகு மறுபடியும் ஒரு 5 செகண்ட் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு மறுபடியும் பிளஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே கீழமாக நகர்த்துங்க கீழமாக நகர்த்திய பிறகு மறுபடி நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிவிட்டு மறுபடி நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் இடது நகர்த்துங்க நான் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் நீங்கள் வீடியோ எண்டு தான் கொண்டு போங்க ஸ்கூஸ் கொடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோ மறுபடியும் நீங்கள் ஒரு வலை மூவ் பண்ணிங்க ஓகேங்களா வலை மூவ் பண்ணிவிட்டு ரைட் ஆப்ஷன் கொடுத்துங்க ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பண்ணிவிட்டு வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அகே நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் இந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் சேச்சுரேஷன் இருக்கும் அதை ஃபுல்லாக மைனஸ் பண்ணி விட்டுக்குங்க மைனஸ் ஹண்ட்ரடில் வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஷேடோ இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்குங்க போயிட்டு போயிட்டு டவுன்லோட்ஸ் போயிட்டு எடுத்துங்க அதை எடுத்த பிறகு அது எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வளர்செய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரீன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க மறுபடியும் அந்த பார்மில் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பீடுனு இருக்கும் அதில் போயிட்டு மியூட் ஆடியோ இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஆடியோ வந்து செலெக்ட் ஆகியிருக்கு அதனால தான் அதில் மியூட் பண்ணேன் மியூட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் அகைன் அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க ஓகேங்களா கீழே வச்ச பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கலர் டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதையும் எடுத்துக்கோங்க அதை எடுத்த பிறகு நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதையும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மீட் ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜூம் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணி கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க இறக்கி வச்சப்படி டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நான் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் ஒன்று எடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதனுடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிங்க வச்சிக்கிட்டு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு அந்த ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்த பிறகு எடுத்த பிறகு இப்போ அதமே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை அப்படியே ஜூம் பண்ணுங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இடது பக்கமாக கொஞ்சம் நகர்த்தி வைங்க வச்ச பிறகு நீங்கள் அப்படியே நீங்கள் வளசையில் பார்த்திங்கன்னா இன்னும் அனிமேஷன் இருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் அதில் ஸ்லைட் ரைட்டு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படி ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்து வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அந்த லிரிக்ஸ் எடுத்துக்கங்க ஓகேங்களா லிரிக்ஸ் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வளர்ச்சில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்தோம் ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதேமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன மாஸ்கை எனேபிள் பண்ணிவிட்டுங்க எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கொஞ்சம் இதை சுருக்கி வைங்க ஓகேங்களா இதை கொஞ்சம் நீங்கள் சுருக்கி வச்சுட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதன்மே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்க்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த பார்க்கு மேலே அந்த லைன் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மேலே டிகாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபைனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிரேம் டெப்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்த பிறகு ஏன்னா பாக்ஸ் மாதிரிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிகாப்ஷன் கொடுத்த மறுபடியும் அதன் மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு டெஸ்ட் இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் அதன் மீன் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல எப்படி காட்டதோ அதே மாதிரி தான் காட்டும் இதில் ஆரோ மாதிரி இருக்காது அந்த ஆரோ சிம்பிள் தான் நம்மளுக்கு ஜூமிங் ஆப்ஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் ஜூம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன் இந்த இடத்துல வச்சிக்கிட்டு இல்லை ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எண்ணத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு ரைட் ஆப்ஷன் கொடுத்துங்க ரைட் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும் பிறகு அதை பண்ணி பாருங்கள் து ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே பாருங்க அம்புக்குரிமாரிருக்காத டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் இதில் உங்களுக்கு எந்த வகையான கிளாரிட்டி வேணுமோ அந்த வகை நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே பாருங்க சேவ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் வீடியோ சேவ் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே bye